பரியங்கை யோகம் இந்த பரியங்கை யோகம் என்பது ஒவ்வொரு மனிதனும் உடலுக்குள்ளேயும் இருக்கின்றது அவனையும் ஒரு சுகவாசி அவனுக்கு பேர் என்ன அவன் சுகமாக இருக்கணும்னு தான் விருப்பப்படுவான் அவனுக்கு வேலை வெட்டிலாம் பார்க்கறதுக்கு முடியாது இருபத்தஞ்சி சதவீதம் சந்தோஷமாக வச்சுருந்தீங்கன்னா பத்து சதவீதம் ஓவராக ஓவராக ஓவராக ஓவராக உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்னா வெறுப்பாக கிரியேட் ஆகும் தாங்காது அவங்க பாடி தாங்காது அவங்களுக்கு அவ்வளோ பக்குவம்லாம் இல்லை புரிஞ்சுக்கணும் நீங்க சுதந்திரம் இருந்துட்டாவே கல்யாணம் பண்ணிக்கூடாது இவரோட வீடியோ ஒண்ணு வருது மண் வசியம் பொன் வசியம் எல்லாம் வீண் கடவுளே வசியம் பண்றதுக்கு அவங்க சொல்லி தரவா அப்படின்னு கண்டிப்பா அந்த விஷயத்த அவரு சொல்லி கொடுத்தாரு ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு நூறு பேர் திடீர்னு பிடிச்சி எங்கடா ஓடுற நீ போக வேண்டியது இந்த சைடுறா எங்கேருந்து வந்தியோ அங்கே போகாமல் இப்படி ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன் ஆமாம் இல்லை இப்படி போனால் சீக்கிரம் போயிடுவேன் அங்கே தான் போகணும் இங்கே நீ கொஞ்ச நாளில் செத்து போயிடுவேன் இல்லை ஒன்னால் போக முடியும் இப்படி போனால் குதிச்சு போகலாம் தாவி போகலாம் பறந்து போகலாம் லைஃபே மாற்றி விட்டுட்டாரு எப் ரொம்ப பெரிய கல்லூரிமாங்க போய் அண்ணன் தான் அவங்க மராசன இருக்கடி சாமி அழுக வருது உங்க உணர்வு நிலை உங்க பேச்சுக்கு மேல நிறைய பேசிடுச்சு பரியங்க யோகம் திருமூலார் இதுக்கு பேர் என்ன சொல்றாரு பரியங்கை யோகம் இந்த பரிய யோகம் என்பது ஒவ்வொரு மனிதனும் உடலுக்குள்ளேயும் இருக்கின்றது இந்த ஆற்றல் நிலையை உணர்வதற்காகத்தான் ஒவ்வொரு மனிதனும் இயங்கிக் கொண்டிருக்கிறான் இந்த ஆற்றல் நிலையை எப்படி உணர முடியும் இறைவனை பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குங்க என் வார்த்தையை கவனிக்கணும் என்னை நல்லா கவனிங்க இறைவனை உணர்வதற்கு பல்வேறு வழிகள் இருக்கிறது அதுல ஒரு மெயினான வழிதான் ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேரும் அந்த கலவி அந்த செக்ஷுவல் இன்டர் கோர்ஸில் இறைவனை பார்ப்பது நம்மளை நோக்கி ஒரு புள்ளை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு நம்ம வீட்டுக்கு அந்த புள்ளைக்கு உடல் அளவுலையும் மனசு அளவிலேயே தேவைன்றது நிறையா இருக்கும் நம்ம அதை முதல்ல மொத்தமாக கொடுக்குறோமா கொடுக்கலனாலும் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் உன்னை கிடைக்குதாமான்னு அது நம்ம கேட்டிருப்போம்மா நம்ம வீட்டில் அதை பற்றி பேசுனாவே அசிங்கம் அதை பற்றி பேசுனாவே தீட்டு அதை பற்றி பேசவே கூடாதுன்னு வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு மறைச்சி வச்சுக்கிட்டே நீங்கள் வரீங்கன்னா என் கேள்வி என்னன்னா எப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணதே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் கல்யாணம் பண்ணிங்க அப்படி இல்லைனா நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது ரெண்டே ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஒன்று உங்களோட ஆத்மா மேலே உங்களோட மனம் மேலேயே நூறு கவனத்தை வச்சுட்டு எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருந்துருக்கணும் தெரிஞ்சோ தெரியாமையோ ஊர் கூடி சேர்ந்து தேர் எழுத்து விடணுன்ற கணக்காக நம்மளை வந்து தள்ளி விட்டாங்க வச்சுக்க நீ தான் வச்சு வாழ்ந்தாகனு இப்போ கல்யாணம் பண்ணியாச்சு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஞான நிலைக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை சார்ந்த உங்கள் பார்ட்னருக்கு அந்த ஞான நிலையை கொடுத்து உபதேசம் பண்ணிட்டு புரிய வச்சுட்டு வெளியில் வரணும் உங்களுக்கு அந்த ஞான நிலையும் கிடையாது உங்கள் மனைவிக்கு சொல்லித்தரக்கூடிய ஞான நிலையும் கிடையாது ரெண்டு பேருக்கு தேவைன்றது இருக்கும் தேவையை பூர்த்தி பண்ணாமல் எப்படி அடங்கும் எதா புரியுது நான் பேசுறது அவங்களே ஒரு தேவைன்னு தாங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த தேவை எனக்கு சரியாகணும் அப்படின்றதான் மனசும் இயங்கும் அவனையும் ஒரு சுகவாசி அவனுக்கு பேர் என்ன அவன் சுகமா இருக்குன்னுதான் விருப்பப்படுறான் அவனுக்கு வேலை வெட்டி எல்லாம் பாக்கறே பிடியாது இருபத்தஞ்சு சதவீதம் சந்தோஷமா வச்சிருந்தீங்கன்னா பத்து சதவீதம் வேலை பார்ப்பான் இருக்கிறது எப்ப பார்த்தாலும் என்ன சுகமாவே வச்சுக்கோட வேலை எல்லாம் பார்க்க முடியாது அப்படியே அந்த மனநிலையிலேதான் தெரியுமாங்க அவனை புடிச்சு கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு வேலை பாருறா அப்படின்னா உட்காருவானாவே முன்னூத்தி அறுபத்தி நாளும் உங்க பொண்டாட்டி இந்த வேலையத்தான் பாரு வீட்டு வேலையவே பாருன்றீங்க நீங்க எப்படி பாப்பாங்க த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் காலையில எந்திரிக்கிறது சமைக்கிறது வீடு கூட்டுறது வாசல் தெளிக்கிறது கோலம் போடுறது பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு புருஷன் பொண்டாட்டிக்கு வேணுங்கிறத போறது போதா குறைக்கு வேற போயிட்டு வந்து நைட்டு வந்து படுத்தா சண்டை வேற வருது நைட்டு ஐம்புலன்கள் அனுபவிக்கக்கூடியதான் சென்சஸ் மூலயமா கிடைக்கக்கூடியதான் நான் சொல்லிட்டேன் அப்ப அந்த ஐம்பலன்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய இன்பத்துல எத்தனை வகை இன்பத்தை உங்க பொண்டாட்டி கொடுத்தது இதுக்கு பேர் தானப்பா நல்லா பாத்துக்கிறது அப்படி இல்லைன்னா அந்த வேலைக்குள்ளேயே போயிருக்க கூடாது தெரியாம உள்ள போயாச்சு உள்ள போயிட்டீங்கன்னா என்ன பண்ணணும் நல்லா பாத்துக்கணும் நல்லா பாத்துக்கலன்னா என்ன ஆகும் நிம்மதி இருக்காது குடும்பத்துல ஸ்ட்ரெஸ் ஓவராக ஓவராக ஓவராக ஓவராக உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேல என்ன ஆகும்னா வெறுப்பா கிரியேட் ஆகும் தாங்காது அவங்க பாடி தாங்காது அவங்களுக்கு அவ்வளவு பக்குவம்லாம் இல்லை புரிஞ்சுக்கணும் இந்த உண்மையை உங்களுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு மட்டும் இல்ல தெளிவற்று இருக்கக்கூடிய பல பேருக்கு இந்த உண்மையை நீங்க எப்படியாவது கொண்டு போய் சேர்த்தரணும் ஏன்னா இந்த உண்மையை இன்று சொல்லித் தருவதற்கு ஆட்களே கிடையாது ஸ்கூல்ல செக்ஸ் எஜுகேஷன் ஒண்ணு இருந்ததுன்னா அவன் வாழ்க்கையில முக்காவாசினால் நிம்மதியான வாழ்க்கையே வாழ்வான் காரணம் என்னன்னா செக்ஸ்னா என்னென்ற புரிதலே அவனது மனம் தேவையில்லாமல் இயங்குவதை தவிர்த்து விடும் இன்னைக்கு உங்க பிள்ளை செக்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றாங்களா அப்புறம் என்ன நம்ம வாழ்க்கையை நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுத்தரோம் ஒரு தாய் தந்தை எதை சொல்லி தரீங்களோ இல்லையோ தனது குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தை ஆழமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் எதை சொல்லிக் கொடுக்கணும் செக்ஷுவல் எஜுகேஷன்னா என்ன குட் டச் பேட் டச் மட்டும் சொல்லி தரதுக்கு பேரு வெறுப்பு கிரியேட் பண்றது அது அந்த பொண்ணு எப்போ பதட்டத்தில் எமன் குட் டச் பண்றான் ஏன் பேட் டச் பண்றானே பார்த்துட்டு இருக்கோம் இப்படியா சொல்லி தரது ஒரு பிள்ளைங்களுக்கு குட் டச் பேட் டச் சொல்லி தருது எல்லாத்தையும் சொல்லித்தரணும் வெக்கப்படாமல் சொல்லித்தரணும் உட்கார வச்சு ஒரு தாய் என்பவன் ஒரு பெண் குழந்தைக்கும் ஒரு தகப்பன் என்பவன் ஒரு ஆண் குழந்தைக்கும் உட்கார வச்சு நீங்கள் முதல்ல வெக்கப்படாமல் கிளியராக சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் அது இந்த உலகத்தை அணுகும் ஒரு தைரியமாக அணுகும் முக்காவாசி பெண் குழந்தைகள் வீணாக மெயினான காரணமே என்னென்னா பாடி கான்சியஸ்னஸ் பெண்களுக்கு எப்பயுமே பாடி கான்ஷியஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் யார் எங்கே இருந்து பார்க்கறாங்க எங்கே இருந்து பார்க்குறாங்க அவங்களால ஃப்ரீயாகவே இருக்க முடியாது நீங்கள் வெளியில் வந்தால் நோட்டீஸ் பண்ணிப்பா ஒரு கட்டுத்துக்கு மேல அது அகங்காரமாக மாறிவிடுமா அவங்களுக்கு நம்மள ஒரு நாலு பேர் பார்க்குறாங்கன்றப்போ அந்த அழகை ரசிக்கிறாங்கன்ற அந்த ஒரு கர்வமே அவர்களை சூழ்ந்து விடும் லாக் பண்ணி விடும் அப்போ என்ன ஞானத்துக்கு போகவே முடியாது பாடியதான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய முக்கால்வாசி பிரச்சனைகளுக்கு காரணம் என்னவென்றால் எழுதி தருகிறேன் உங்கள் மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ என்ன வேண்டுமோ அதை கேட்டு நீங்கள் செய்யவில்லை வராது சொல்லிதான் வீட்டில் வந்து உட்கார்ந்து பேசுவோம் டைம் நீங்க வெளியில உங்களுக்கு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் போன் வரவில்லை என்றாலும் கூட அடுத்த நாள் கண்டிப்பா கால் வரும் நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும் எங்க இருக்கீங்கன்னு நான் ஞான நிலையில உணர்ந்துட்டேன் அப்படின்னா அப்ப நீங்க அவங்களுக்கு புரிய வச்சு ஞானம்னா என்னன்னு அது புரிய வைக்க முடியுதா அப்ப புரிய வைக்க முடியலன்னா என்ன பண்ணி ஆகணும் டைவர்ஸ் பண்ணும் டைவர்ஸ் பண்ணிடலாமா என்ன தம்பி சொல்றீங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிக்கணும் யாரு கணவன் தான் செய்தாக வேண்டும் கணவன் ஓவரா செய்யறாருக்கா போண்டாட்டி திமுர்லயும் ஆடக்கூடாது இருக்கணும் அந்த பக்கமும் இருக்கணும் எப்போயுமே கிடைச்சிட்டு இருக்குன்றதுக்காக அதுவே கேட்டுட்டு இருக்கக்கூடாது கிடைக்காம இருக்கின்றக்காக சோகமாகவும் இருக்கக்கூடாது நான் உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்பது ஒன்றே ஒன்று தான் கல்யாணம் செய்தால் கல்யாணத்திற்குட்பட்ட சட்ட திட்டங்களுக்குள் நீங்கள் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கிஸ் பண்ணணும் வேணுங்கிற அளவுக்கு அப்பப்போ ஹக் பண்ணணும் ஒரு ரிசர்ச் என்ன தெரியுமா சொல்லுது காரணமே இல்லாமல் உங்கள் கணவளவோ மனைவியோ சும்மா சும்மாவது நீங்கள் போய் காரணமே எல்லாம் முத்தம் கொடுக்குறீங்கன்னா அடையாப்பா நீ வேறு வெறுப்பேற்றாதப்பா அதையே நினச்சிக்கிட்டு ஆனா நான் சொல்றேன் நீங்க கொடுத்துதான் ஆகணும் இப்படி நீங்க கொடுக்கும்போது அவங்க மைண்ட்ல லவ் பண்றான்ற டேட்டாவே பதியும் அன்னைக்கு அழகா இருந்தா தம்பி இன்னைக்கு அந்த அளவுக்கு எல்லாம் இல்லை அப்படின்னா அது யார் மிஸ்டேக் யாரோட மிஸ்டேக் அது அப்ப நம்ம என்ன பண்ணணும் சூஸ் பண்ணும் போதே தெளிவா பார்த்து பக்குவமா அழகாகவும் குணமாகவும் இருக்கக்கூடிய பெண்ணையோ பையனையோ நீங்க சூஸ் பண்ணும் இதுக்கு நீங்க தான் டைம் எடுக்கணும் ஒரு செருப்பு போட்டு பாக்க போறீங்க அப்படின்னா எத்தனை கடை ஏரியா இறங்குறீங்க நல்ல செருப்பு ஆகணும் கல்யாணம் உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போச்சு நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள் அதன் பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு வந்திருக்கோம் பல உயிர்களுக்கு வந்து துணிமணி எடுத்து கொடுத்து பல உயிர்களுக்கு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 வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர் வெளியே கொடுங்கள் உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலே கொடுங்கள் இரண்டு கண்களாக பரம்போல் அறங்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும் அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு திருப்பெகுலர் பண்ணும் போது இந்த பவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி செல்லலாம் நன்றி வணக்கம்